Nasr ul min Allahhi wa fatuh qareeb Engum nirendavane Allah Allah Ellam arindavane subhanallah Allah Ya Allah Allah Ya Allah வீடு கட்டி வந்து அதிலே வசிப்பவனே இதையை முந்திரி பழத்தினிலே வெளியே வைத்து ரசிப்பவனே எங்கும் நிறைந்தவனே அல்லா அல்லா எல்லாம் அறிந்தவனே சுபகல்லா அல்லா யா அல்லா அல்லா யா அல்லா அல்லா உயிர் பறவை இருக்கும் வகையில் பூட்டுகிறாய் நரம்பில் ஒன்றை இழுத்துவிட்டு நாடகம் முடித்து காட்டுகிறாய் எங்கும் நிறைந்தவனே அல்லா அல்லா எல்லாம் அறிந்தவனே சுகான் அல்லா யா அல்லா அல்லா யா அல்லா அல்லா உடம்புக்குள்ளே சேர்ந்த பாவமோ ஏராளம் முகுத்து வாரத்தில் மூஞ்சை வைத்து மீற முடியாது யாராலும் எங்கும் நிறைந்தவனே அல்லா அல்லா எல்லாம் அறிந்தவனே சுகான் அல்லா அல்லா யா அல்லா அல்லா யா அல்லா அல்லா உயிர்களுக்கு வாசல் கதவை திறந்துவிடு ஏழை மனதின் சார்த்தனையை ஏற்று கருணை புரிந்துவிடு எங்கும் இறைந்தவனே அல்லா அல்லா எல்லாம் அறிந்தவனே சுபான் அல்லா அல்லா யா அல்லா அல்லா யா அல்லா அல்லா அல்லா யா அல்ல Allah ya Allah Allah